மாத மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தும் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக வெள்ளத்தின் மாதம் என்று சொல்லுங்க பாக்கலாம் We go from strength to strength. In this month, we will be able to get the blood from the blood. In this month, we will be able to get the blood from the blood. This is the need for the blood. That's right. Why do you say that you are in the blood of the blood? What are you in the blood? I'm sorry. We are not in the blood of the blood. நம்முடைய பலனை குறித்து ஒரு எண்ணம் நமக்கு அப்படி தோணும் அதுவரைக்கும் எடுப்போம் தெரியாதுக்கும் ஒரு பலன் முன்பாக வைத்திருக்கிறார் இந்த பெலன் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் பல விதங்களில் தேவையாக இருக்கும் நம்முடைய வேலைக்கு ஏற்ப வண்ணமாக அன்றாட தேவைகளுக்கு இந்த பெலன் நமக்குள் வைக்கப்படும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஒரு ஆலமரத்தினுடைய விழுத்துகளை தொங்கி நாம் விளையாடுறோம் அதுல ஊஞ்சல் விளையாடுறோம் நீங்க ஆழமரத்தண்டியில போகும் பொழுது எல்லாரும் பண்ற ஒரு காரியம் அந்த விழுதுகளை பிடித்து நாம் ஊஞ்சல் ஆடுவது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் அது அவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ள காரியம் அது அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனா அந்த எங்க இருந்தது வந்து என்ன வேணும் நீ மரத்திலேயே மரமா இருக்கணும் நீ உனக்கு இவ்வளவு அந்த சீக்குள்ளவே ஆண்டர் வச்சிருக்கிறார் அதே போலதான் என்னை கேட்கிற அருமையான வெளிப்பட்டு வரும் ஆண்டர் இந்த பூமியில கொண்டு வந்தாரு அப்ப உருவாக்கும் பொழுதே நமக்குள்ள அந்தத்தை அடைத்து ஆண்டர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார் நமக்குள்ள இருக்க அதனாலதான் நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும் நமக்கு ஒரு அவுட்டர் இருக்கு நமக்கு செய்வோம் செய்ய முடியும் போய் வேலைகளுக்கு போக முடியும் கடைக்கு போக முடியும் வீடு கட்ட முடியும் தொழில் செய்ய முடியும் எல்லாவற்றுக்கும் ஒரு பல சில காரியத்திற்கு உங்களுடைய இன்ன ஸ்ட்ரென்த்தோடு மட்டும்தான் அது செய்ய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊழியக்கார் சொல்வார் நீங்க ஒரு வேலைக்கு யாரை நீங்க ஒரு தெருவுட முனையில் போனீங்கன்னா அங்கே வேலையை ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நான் இவ்வளவு ரூபா தருகிறேன்னு சொன்ன எந்த வேலையும் செய் கட்டணும்னா ஆட்கள் வருவான் கிளீன் பண்ணணும் ஆட்கள் வருவான் வாங்கன்னு சொன்னா வருவாங்களா ஜெபிக்கிறதுக்கு Fighting the spirits or the fighting the unknown world, it needs your inner strength. In the case of your inner strength, when you combine the inner strength and you can do it, that is why it is so important and so important. I will talk to you all about the secret of our strength. வா <laughs> எ நல்ல சத்தமாக எல்லாம் அறிக்கை முறைக்க எல்லாரும் சேர்ந்து உங்களை நீங்களே பார்த்து சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க எல்லாரும் சொல்லாம என்னை என்ன எங்கிருந்து வருகிறது என்பதையும் இந்த வாரத்தில் உங்களோடு கூட இந்த ரகசியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் வேதாங்கமத்தில் இரண்டு பெரிய நபர்களை இந்த ஸ்ட்ரென்த்துக்கு உதாரணமாக பார்க்கலாம் அந்த இரு நபர்களை நாம் ஒப்பிட்டு அவர்களுக்கு இருக்கிறதான மேன்மையான ஐந்து காரியங்களையும் அல்லது அவர்கள் ஐந்து காரியங்களிலும் அவர்கள் எப்படி வந்தார்கள் ஒருவர் மாறிட்டாரு இன்னொருத்தர் திரும்பியும் அவர் காத்துக்கொள்ள வந்தார் எப்படி என்பதை இந்த நாளில் இந்த சீக்கிரம் அதுல ரெண்டு பெரிய எக்ஸாம்பிள் தான் ஒன்று தாவி இன்னொன்று இரண்டு பெருமே மிகவும் பேர் போனவர்கள் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பேருமே வெவ்வேறு கட்டத்தில் பிறந்தவர்கள் வெவ்வேறு ஆளுமையில இருந்தார்கள் முதலாவது நடத்தின தலைவர்கள பட்டியலில் இருக்கிறார் ஒருவர் என்னவாக இருந்தார் என்னவாக இருந்தாரு நியாயாதிபதியாக இருந்தார் என்னவாக இருந்தார் ராஜாவாக இருந்தார் பெரிய காரியம் ரெண்டு பேருமே ஆளுமையில அவர்கள் உயர்ந்திருந்தார்கள் அந்த ஆளுமைக்கு தேவையான பலன் அவர்களுக்குள் இருந்தது ஒருவர் சிறந்த நியாயாதிபதியாகவும் இன்னொருவர் சிறந்த ராஜாவாகவும் காணப்பட்ட இரண்டு பேருமே ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ்க்காக அனாயின் பண்ணப்பட்டவர்கள் முன்பாகவேறிதம் இவன் இதற்க விரதத்தில் அவன் அிஷேகம் பண்ணி அல்லது அவனுக்காக அந்த விரதம் எடுத்து அவனை பெற்று இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அவன் பெலிஸ்தீனின் கைகளில யுத்தம் செய்து இஸ்ரேலை மீட்டெடுப்பான் என்று ஒழுது ஒரு அரசாக அவர்களை ஆளு இருபது வருஷம் நியாயாதிபதியாக இருந்தான் தாவிது நாற்பது வருஷம் ஸ்ரோவேலி அரசாங்கம் செய்கிறவராங்கு என்னன்னா இரண்டு பேருடையமான வெரி குட் இரண்டு பேருமே ஒரு சிங்கத்தை என்னமோ பூனைக்குட்டி விளையாடுற மாதிரி விளையாடி இருக்காங்க ஒரு சிங்கம் இருக்கு சிங்கத்தை விளையாட்டுக்காக அதை பிழிச்சு போட்ட உடனே போயிட்டு திரும்பி வர பார்க்குறான் அதுக்குள்ள இந்த என்ன இருக்கு ஒரு தேன் கொடு தேன் கட்டி தேன் வைத்திருக்கு இதை பார்த்த உடனே அடுத்த முறை அவன் அவனுடைய பெண் ஜாதியை பார்க்க போறான் அப்போ இதை வைத்து ஒரு ரிடில் கேட்கிறான் யாருக்குமே அந்த ரிடில் தெரியல ஒரு விடுகை வைக்கிறான் அந்த விடுக தெரியல அதன் மூலமா என்ன பண்றான் முப்பது வாலமர்களுக்கு அவன் ஏற்கனவே பங்குட்டு சொன்ன மாதிரியே அவன் பெளை கொலை செய்த அவ உடமைகளை கொள்ளையிட்ட அவ நரிகளை பிடித்து ஒவ்வொரு நரிகளுடைய தீபந்தத்தை எதிர்களுடைய பாளையத்தில் ஓடவிட்ட அவ்வளவு பெரிய பலன் இந்த சிம்சோன்கள் ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து பேரை கொண்ட ஒரு பலன் இந்த சிம்சோன் இழுத்து கொண்ட பொழுது நான் அதை பின்தொடர்ந்து போய் அதன் பாயை திறந்து அதுக்குள்ளிருந்த ஆட்டை மீட்க எடுத்தேன் என்று சொல்லி தாவிதங்க சொல்லுகிறத பார்க்கிறேன் கோலியாத்தை வீழ்த்தின சரித்திரத்துல பின் பயன்படுத்த வெவ்வேறான ஆளுமையில் இருந்தாங்க சிறந்திருந்தாங்க ரெண்டு பேருமே பெலிஸ்தர் விரோதமாக ஜெயித்தவர்கள் ரெண்டு பேருமே பெரிய பெரிய காரியங்களை ஜெயித்து தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தினவர்கள் ரெண்டு பேருமே நீண்ட காலமாக இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு இன்ஃபுளுசாக இருந்திருக்கார்கள் இருபது வருஷம் நியாயாதிபதியாகவும் நாற்பது வருஷம் ராஜாவாகவும் இருந்து தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தின இவர்கள் ரெண்டு பேருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள் சீக்கிரட் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு என நம்முடையுடைய ரகசியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய உணவு மட்டுமல்ல நாம் குடிக்கிற பானங்களிலிருந்து மட்டுமல்ல நாம் எடுத்துக்கொள்கிற மினரல் மிகவும் அவசியமாக இருந்தாலும் ரகசியத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் In fact, ninga patina Simpson அவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய மனோவாகவும் சவரகன் கத்தி படக்கூடாது அவன் தனித்தானி சுத்திகரிக்கப்பட்ட தீட்டு உள்ளதை தொடது சில கட்டளை கொடுத்து இப்படி இருந்தால் அவன் ஸ்ட்ரென்த் அதுல இருக்கும் என்று சொல்லப்படுறான் அருமையான தேவனு பிள்ளை ஹிஸ்டரியில் நீங்க வாசிக்கும் பொழுது அல்லது நிறைய பேர் பார்க்கும் பொழுது அவன் கடைபிடித்தது யாரும் செய்ய முடியாத காரியத்தை அவன் செய்யக்கூடியவனாக காணப்பட்டான் சில நேரத்தில் நல்ல கவனிங்க வரங்களும் தாழ்ந்துகளும் நீங்கள் மனம் திரும்பாமலேயே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார் வைத்து நாம் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனவர்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி முழுமையாக நாம் போவதற்கு பைபிள் நம்மை அறிவுறுத்தவில்லை காரணம் என்னவென்றால் சின்சோனுக்கு மனந்திருப்பதற்கு முன்பாகவே அவன் தேவனை அறிவதற்கு முன்பாகவே அவன் அதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி இல்ல தாவிதை ஆடுமைக்கு அந்த நேரத்தில் ராஜாவாக அழைக்கப்படும் பொழுது ராஜாவாக அபிஷேகப்பட வேண்டும் யார் என்பதை ஆளு தேடும் பொழுது சாமியில் வரும் பொழுது தூரத்தில் இருந்த கூட அப்ப அழைக்கப்படவில்லை ஆனா இவன் வறுப்புறத்திலின் பேரில் தாவிது வந்த பொழுது இவன் ஆக்கும் இவனை ராஜாவாக தெரிந்து இவனை எழுத்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அந்த அபிஷேகத்தின் மூலமாக இந்த பெலனை பெற்றுக்கொண்ட தாவிதை நாம் ஒன்று பிறக்கும் பொழுதே ஒரு அசைன்மெண்ட்டில் அவங்களுக்கு தெரியாமலே அசாதாரணமான ஒரு டேலண்ட் அசாதாரணமான கிருபர் இருக்குது அசாதாரணமான வரங்கள் இருக்கிறது அசாதாரணமான மற்றவர்களுக்கு இல்லாததான எக்ஸ்ட்ராடினரி கிஃப்ட்ஸ் இருக்குது இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட அப்படி இருக்கும் நம்ம நமக்குள்ளே பிறக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்குள்ளே நம்மை அறியாமல் நமக்குள்ள டேலண்ட்ஸ் நம்முடைய அழகு நம்முடைய அறிவு நம்முடைய ஆற்றல் நம்முடைய இன்ன டேலண்ட்ஸ் இணைய டேலண்ட்ஸ் அநேகருக்கு இருக்கிறது முன்ப்தியுள்ளாயும் இருந்ததை அறிந்து அவனை அபிஷேகித்து ஒரு ஸ்பெஷல் காரியத்துக்காக அவனை விசேஷத்தினால் நிரப்புகிற இன்னொரு வகையும் உண்டு இட் இஸ் அல்லது இந்த பலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அல்லது எந்த விதத்தில் நாம் இதை பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமான காரியம் இப்படியாக உருவாக்கப்பட்ட இவர்கள் தங்களுடைய போறாங்க என்னவாகிறாரு நியாயாதிபதி ஆகிறாரு தாவித என்னவாக மாற்றப்படுகிறார் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டாக எழும்பும் பொழுது அவர் செய்கிற காரியங்களும் சிம்சோனுடைய காரியத்தில் நியாயாதிபதியான காரியத்தில் போகும்பொழுது ரெண்டு பேரும் டிராவல் பண்றாங்க ஆனா ஒருவர் அந்த ஸ்ட்ரென்தில் நிலைத்திருக்க முடியவில்லை இன்னொருத்தர் திரும்பி வருவதற்கு காரணம் என்ன என்பதை அருமையான தேமிண்ட பிள்ளையே ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக உங்களுக்கு நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுக்குள் நீங்க பெற்ற உங்களுக்கு நீங்கள் பெற்றதான உருவம் உங்களுடைய நம்முடையது அல்ல This is given by God. The talents, the, the inner things, what, whatever the God has kept, it is, He has kept for a purpose! Therefore, it is a unique forme of evidence. That is, if you do not attend, all of us providing passion for births, You will have since the invitation of witnesses on your throne, this will help you behave every single one time. I see your friend, என்னை செய்யாத ஒரு ஊரையே நூறு பேர் வாழ்க்கையில அவன் தன்னுடைய அவன் அறிந்து அதுல ஜாக்கிரதையாக இல்லாமல் அவன்ஸ் விளையாட ஆரம்பித்தான் பாவத்தோடு கூட என்ன பண்ண ஆரம்பிச்சா சொல்லுங்க பார்க்கலாம் விளையாட ஆரம்பிச்சான் அடிக்கடி அடிக்கடி அவனுக்கு நிறைய சான்ஸ் ஆண்டர் கொடுத்துட்டே இருந்தாரு ஆனா அவனும் என்ன பண்ண இதோ வர இதர இந்த முறை வந்துடும் சொல்லி அவன் தன்னுடைய நாம் எல்லாரும் தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனால் எது தவறு என்றால் நாம் செய்த தவறுல நாம் கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுதுதான் பெரிய தவறாக இருக்கும் நாம் தவறு செய்யாதவர்கள் என்று சொன்னால் பொய்யர்களாக இருக்கும் ஆனால் தவறு செய்ததுல வந்து நான் இதை கற்றுக்கொண்டேன் அடுத்த இதுல நான் கவனமா இருக்கிறேன் என்று சொல்வதுதான் சால சிறந்ததாகும் அதுதான் தாவிச செய்தார் சிம்சோன் செய்ய மறந்துட்டாங்க என்ன பண்றா அப்பா அம்மா சொல்றாங்க ஏ அந்த பொண்ணு வேண்டாம் செட் ஆகாது பண்ணுவேன் அந்த பொண்ணு தான் அந்த இடத்துக்கு தான் போவேன் சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்றான் இல்ல ஒன்னு ஆண்டு அழைச்சாரு நசுரை விருதுன்னு என்னன்னே தெரியாது நீ போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட எப்படி நோ லவ் நான் அந்த இடம் தான் என்ன பிடிச்சிருக்கு நான் அங்கதான் போவேன் சரி போவான் அது நிமித்தமாக போகாது போனா போனா பழகப்பட்டான் அந்த இடம் மாறிடுச்சு Ipoh, enak je nak. போய் போய் வேசியாக இருந்து பெண்மணி கிட்டே போக ஆரம்பிச்சான் பெண்மணி மேல ஒரு அன்பு வந்தது என்னோட வந்து ஏமாற்று ரகசியத்தை கெட்டுக்கொள் அவனுடைய ஒன்றமையில் ஒருமுறை அப்படிதான் எனக்குகசியம் ரகசியம் ஒன்று சவரகன் கத்தி படாது அப்போ கடைசியான ஒரு ரகசியத்தை சொல்லும் பொழுது இவன் துடிச்ச பிடிச்சபடி நினைச்சிருந்தான் எழுந்து அவன் தன்னுடைய புதுப்பித்துக் கொள்ளும் அவன் மறுபடியும் எழுந்துகிறான் ஏனென்றால் வசனம் என்ன சொல்லுகிறேன் அருமையான தேவின் பிள்ளையை வாலிம தம்பி தங்கச்சியை இந்த உலகத்தில் வந்த நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்காக தேவன் விசேஷமாக நம்மளை அழைத்திருக்கிறார் நம்ம அதற்கு தேவன் நமக்கு பலத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவள் உருவாக்கும் பொழுது உனக்குள் வைத்திருக்கிறார் அந்த கண்டுபிடித்து அவரோடு கூட வேலை செய்து நாம் வெளியே கொண்டு ஒரு அந்த ஒரு எக்ஸசைஸ்ல தான் இருக்கிறோம் ஆனா நம்ம நிறைய முறை என்ன பண்றோம்னா நமக்கு கொடுக்கப்பட்டதான ஞானத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்துல கிராண்டடா எடுத்துட்டு நாம அந்த சோர்ஸ் நம்ம விட்டுறோம் ஒரு பாவன்னை கூட அவர் வந்து என்ன டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க தேவன் இங்கே தவறு என்ன காட்டுந்தான் அவன் வந்து அவன் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுறதுக்காக அவனுக்கு அவனுடைய புருஷனை என்ன பண்ணுறான் அவன் வந்து சூழ்ச்சிகரமாக கொலை செய்கிறான் அதுதான் தேவ சமூகத்தில் பாவம் கொடூரமான பாவம் அப்போ நான் தான் என்ற ஒரு ஒரு தீர்க்கதி ஆண்டோர் அனுப்பி என் தாவிதை வந்து சுட்டி காட்டாரு என்னை கேட்கிற அருமையான தேவெண்டு பிள்ளையே தாவி உடனே மனம் திரும்புறான் ஆண்டுரே நான் பாவம் செய்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு என்று தேவ சமூகத்தில் போய் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்ததை அந்த பாவம் மன்னிப்பின் அடையாளமாக எழுதப்பட்ட அனுபவீங் இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது படக்கமே ஜபிக்கிறதுல எப்ப ஜமம் பண்ண தெரியுமா கடைசில தன்னை சாவடிக்கிற ஒரு நேரம் இருக்கும் பொழுது தன் கண்கள் எல்லாம் அவன் குருடாக்கப்பட்டு அவன் கடைசி நேரத்துல இருக்கிறான் அப்பொழுது ஆனா அதுக்கு முன்பாக ஒரு ஜப வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க வேற நீங்க தாவிதை பார்த்தீங்கன்னா தாவித எப்படி இருக்கிறாரு அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் முன்பாக நான் காத்திருப்பேன் ஜபம் என்பது தாவிதொண்டு வாழ்க்கையில ஏழு தடவி ஒரு நாளைக்கு செய்ததாக தாவிதொண்டு வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய அங்கமாக இருந்தது என்னை கேட்க அருமையான தம்பி தங்கச்சியை என்னை கேட்க அருமையான சகோதரி சகோதரியை இங்க பிறக்கும் பொழுதே ஒரு கொடுக்கப்பட்ட பலத்தை நம்பி ஜபிக்கிறது விட்டு ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தவறு செய்தாலும்பபித்துல நம்ம சோம்பல் பட்டு அப்படி தூங்கிடுவோம் என்னோடு கூட இருக்கிற போக்கூட We forget that a prayerful life is a part of a lifestyle. That's what we need. Three times, you can see the prayer of God and the prayer of Samson and David. Three times, David is the only way to live in God's promise. What do you say in the Psalms? I love your commands. I love your commands. நான் நான் செட் மூன்றாவது Acted the law of God நான்காவது எதிரிகளுக்கு என்ன பண்ணாங்க ரகசியத்தை சொல்ல குதிரை குறித்துவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிபுணர் நிற்கிறோம் என்று அவர் தன்னுடைய எதிரிகளை குறித்து கத்தனை அவர்களை அவர்கள் கத்தனை சார்ந்து அவர்களை மேற்கொள்ளவும் அவர்களை சந்திக்கவும் அவர்களை எதிர்கொள்ளவும் ஒரு பழக்கத்தை நான் பார்க்கிறேன் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே சார்ந்து எதிர்நிற பிளே தன்னுடைய ரகசியத்தை சொல்லி சொல்லி பழகி இப்படியாக விளையாட்ட அலட்சிய போக்கை நான் பார்க்கிறேன் ஐந்தாவது ஒரு மாப்பெரும் சிம்சன் எல்லாட்டமே நம்ம நீ பாருங்க எதிரி உங்கள ফারஸ்ட் உங்கள ஒரு காரியத்துல உங்கள சிக்க வைக்கறானே நல்லா கவனியுங்க ফারஸ்ட் உங்கள எது எது இதமா அழிப்பா எது அழிப்பா சிம்சோனை வந்து பிடிச்சு கொண்டாங்க இப்போ பெலிஸ்தியர் பிடித்து கொண்டாங்க என்ன பண்ணாங்க ফারஸ்ட் கைகளை விலங்க விட்டு ফারஸ்ட் என்ன பண்ணாங்க கண்ணை நோண்டாங்க ஓ தட்ஸ் அ க்ரூஷியல் திங் நம்ம பாத்தீங்கன்னா அந்த சூடா ஒரு இ ஒரு ஈய மாதிரி வச்சிருபாங்க அப்படி எடுத்து கண்ணு வச்சிருவாங்க பழங்காலத்தில் அப்படிப்பட்ட தண்டனைகள் தான் ரெண்டு கண்களை குருடாக்கி விட்டான் ரெண்டு கண்களை ஏ இந்த கண்களை வச்சுதானே நீ யார் வரான்னு பாக்குற இந்த கண்களை வச்சுதானே இப்ப நீ என்ன செய்வது அந்த கண்களை பிடுங்கி அந்த கண்களினால என்ன பண்ணானா அவனுடைய பார்வையை இழக்க செய்து மாவரைக்கு வைத்து கிண்டலும் கேலையும் பரியாசம் பண்ணான் என்ன கேட்கிற அருமையான தேவன்ட பிள்ளையை டம்ல கூட நம்ம அநேக முறை நாம் இப்படி பிசாசிக்கு இடம் கொடுக்கும் பொழுது முதலாவது நம்ம இழக்கிறது என்னன்னா தேவன் உன் கொடுத்தா தரிசனத்தின் கண்களை அவன் பாழாக்கும் அவன் தரிசனத்தின் கண்களை பாடாக்கின பிறகு நம்முடைய முன்பாக எல்லாத்தையும் அடித்துக்கு போய் தேவன் ஒவ்வொரு மாட்டும்பிது <mavarai> அப்படி அந்த தூணை பிடித்துக் கொண்டு வந்து அழிக்க முடியாது என் மிகவும் அதிகமாகற சொல்லி எப்பொழுதும் தேவசமுத்திர ஜெபிக்கிறவனாக தன்னுடைய பண்ணி ஆண்டவர் தான் என்னுடைய பலன் பதினெட்டாம் அதிகார முதலாம் அவசரத்தில் என்ன அன்பு கூறுகிறேன் அதிகாரி முப்பத்தி ஆறாம் வரைக்கும் வீட்டில் உம்முடைய நான் இதெல்லாம் என்ன ஜிஜிபி அப்படின்னு நம்ம அசால் தாவித அப்படி சொல்ல உங்களுடைய அடியான ஆடுகளை மெய்க்கும் பொழுது என் தேவிட வெள்ளத்தினாலே கர்த்தரின் வெளத்தினாலே ஒரு சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன் யாருக்கும் தெரியாது என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது என் சகோதரர்களுக்கு தெரியாது எனக்கு பலத்தை தந்தார் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆடுதானே போகிறது என்று தேவ பிள்ளையே உங்களுடைய அழைப்பு நீங்க யாரும் பார்க்காத பொழுது நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய உங்களுடைய வெள்ளத்தினுடைய ரகசியமாக இருக்கிறது தாவது பாருங்க யாரும் பார்க்கல அங்க பாசி இல்லை அந்த இல்ல அவங்க அப்பா அம்மா இல்ல யாரும் ஆனா ஆண்டவர் அந்த வண்ணாந்திரத்தில் அவனுக்கு முன்பாக சிங்கத்தை வைக்கிறார் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ரகசியம் ரிலைமாகலமாகக்கியம் எவார்கள் என்னை கேட்கிற அருமையானது எம்ட பிள்ளையே சிம்சோன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக செய்தான் அவன் எல்லாருடைய முன்பாகவும் எல்லாரும் விளையாடி கொண்டிருந்தான் மனம் திரும்ப முடிந்த பிறகும் மனம் திரும்பி கேட்டான் ஆனா பை த டைம் அவனுடைய போச்சு என்ன கேட்ட அதே நேரத்தில் தாவிது தாவிதும் ஆண்ட விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுத்தார் அதே நேரத்துல பாவம் செய்யும் தவறிப்பான் அவனும் வெளவெனத்தை காட்டினான் ஆனா மறுபடியும் திரும்பி வந்தான் நின நினைப்பில்லை அவன் தேவனை பற்றியும் அவனுடைய குறித்தும் மிகவும் தெளிவு நவராக இருந்தபடியும் வெற்றியாளனாக சிங்காசனத்துல என்றென்றுக்கும் வீட்டிற்குனாக ஆண்டவருடைய திட்டத்தின்படி கடைசி நாள் வரைக்கும் அந்த சிங்காசனத்துல அரியாசனத்துல வீட்டில் இருந்து இஸ்ரோவேலுக்கு ராஜநீகம் பண்ண ஒரு மகாப்பெரிய ராஜாவை பார்க்கிறோம் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் வெளியரங்கமாய் வாழ்கிற வாழ்க்கையை காட்டிலும் உங்களுடைய உள்ளான பகுதியில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வெள்ளத்து ரகசியம் இங்க நாங்க பிரசங்கிக்க பண்றது நீங்க பார்த்து பழங்கலாம் ஆனா இந்த பிரசங்கத்துக்கு முன்பாக நான் தேவ சமுத்திரம் நிற்காமல் வந்திருந்தால் நான் தேவனுக்கு முன்பாக குறைவுலவனாக இருப்பேன் நீங்க என்ன நிற்க பண்றதை பார்ப்பீங்க ஆனா ஆண்டவர் இந்த பிரசங்கத்துக்கு முன்பாக நான் எவ்வளவு நேரம் ஜெபித்திருக்கின்றதே அவர் பார்த்திருப்பார் அதே உங்க வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு யாரும் பார்க்காத ஒரு சில தருணங்கள் கொடுக்கிற சோதனைகள் பரீட்சைகளை நீங்க எப்படி மேற்கொண்டு உண்மையா இருக்கிறீர்களோ அதன்படிதான் உங்களோட ரகசியம் இருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக நல்ல வெள்ள டிரெஸ் போட்டிருக்கலாம் நல்லா பாடலாம் கை தட்டலாம் வரலாம் நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டலாம் பட் உள்ளான ஜீவத்தில் நீங்கள் பொசங்கி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கோட்டை விட்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை குறித்து கண்டுக்காமல் இருப்பீர்கள் என்றால் யாரும் பார்க்கல அம்மா பார்க்கல அப்பா பார்க்கல பாஸ்டர் பார்க்கல ஊழியக்கார் பார்க்கல என் ஃப்ரெண்டு பார்க்கல இவங்க பார்க்கல நான் இப்படிதான் இருப்பேன் என்று நீங்கள் நினைத்திருந்தால் ஒருவரும் பார்க்காத பொழுது ஒரு சுங்கத்தையும் கரடியும் கொன்றதுனால அவன் கோலியாத்தை எதிர்கொள்ளும் பொழுது அவனுக்கு சொத்து பயமே இல்லை முழு இஸ்ரேல் சென்னையில் ட்ரெயின் ஆன மிலிட்ரி பீப்புள் ஒரு சிறு பொடியாக இருந்து தப்புவித்து அதை ரகசியத்தை உண்மையாக இருப்பது அழைப்பை இறுதியாக பெற்றுக் கொள்வது மறை உண்மையில எதுக்குமே பயப்பட மாட்டார்கள் பயமுறுத்த அதிகாரம் கிடையாது ஒன்றும் அவர்கள் பயமுறுத்த முடியாது